வெற்றிப்படிகள் நறுமணமாய் திகழ்வோம் என் உயிர் மூச்சு நக்கிலே நடனமாடும் தாய் தமிழே தம்மையும் அவையையும் அடங்கி என் உரையை தொடங்குகிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாறுவோம் மாற்றுவோம் நல்லது தலைப்பு இன்றைய சமுதாயத்திற்கு தேவைப்படும் ஒரு தலைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாற்றம் தேவை இந்த சமுதாயத்திற்கும் ஒரு மாற்றம் தேவை இழிவு செய்யும் என்றார் எங்கே மனிதன் எட்டு வயது சிறுமியவள் மான் போய் துள்ளி குதித்தால் உலகில் உள்ள அனைவருமே அவளுக்கு அன்பானவர்கள் தீர்வு எங்கும் சொல் கூட அறியாத அவளுக்கு தெய்வங்கள் காட்சியை நடந்தது இந்த வெளியாட்டம் அங்கு கூடியிருந்த தெய்வ செவையில் விழவில்லை ஒன்றுதான் உங்கள் மனம் மறந்துவிட்டதா கள்ளி பால் கொடுத்து சுவை போன்றவர்கள் இனி வரும் காலங்களில் ஆறு சுவை கொண்டாலும் எனவே இன்று பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே என்னவாகும் என்று விவசாயத்தின் முக்கியத்துவத்தை என்று கூறினார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கை முறை என்றால் வேறாங்க நம்ம அத்தகைய வாழ்க்கை முறையாக இருந்து விவசாய விவசாயம் என்று தலை புனித நிற்கிறது ஒவ்வொருவரும் கடமை எனவே நாம் அனைவரும் நஞ்சு இல்லா உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறிவிடுவார்கள் ரசாயனம் கடக்கப்படும் விவசாயம் விஷமாக்கப்படும் என்கிறார் வேளாண்மின் அப்பாள் ஐயா எனவே அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவோம் பத்து முறை சுற்றினால் களிமண் கூட பானையாகிவிடும் பல்லாயிரா ஒன் தான் என்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இதில் தெரிகிறது நம் வாழ்வின் மரத்தின் முக்கியத்துவம் அதை மனிதர்கள் அனைவரும் அழித்துக் கொண்டு வருகிறோம் என்பதும் இதில் தெரிகிறது மனிதனிடம் மனிதன் குறைந்து கொண்டே வருகிறது கருத்த இருக்கிறது மனம் இருந்தால் மனிதனாக வாழ்வோம் மனிதனையே மிக்க உலகமாக மாற்றுவோம் மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் அத்தகைய இன்று மறந்து மற்ற மொழியின் மோகத்தான் நாம் திரிந்து கொண்டு இருக்கிறோம் இதனால் தமிழை கேட்பதும் பேசுவதுமே இன்று இருக்கிறது இசை தெலுங்கானது பாட்டிலே இந்தி போல் ஓச்சது நாட்டிலே திசை தோறும் ஆங்கிலம் வாயில்லை தீர் தமிழ் எரிய தீயில்லை மொழியை கொடிய மற்ற மொழிகளை தூக்கி நான் சுமப்பதற்கு பதிலாக நாம் தாய்மொழியாம் தமிழை சுகமாய் சுமப்போம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே என்பது போல தமிழ் நிரந்தரமாக நம்மை வாழமா விட்டு காசு ஆகாயத்தை நடைபடமாய் வாழ்கிறான் மூச்சு நின்று விட்டால் முடிந்தது எல்லாம் என்று மூளைக்கு இன்னுமாய் எட்டவில்லை மூச்சு நின்று விட்டால் முடிந்தது எல்லாம் என்று மூளைக்கு இன்னுமாய் எட்டவில்லை உறவுகளை இழந்து உணர்வுகளை இழந்து என்ன பயன் போது, வழிபோது வைத்து என்ன செய்வது வாய் கரிசி வழி இல்லை என்று இப்போதாவது விழித்துக் கொள்ளாவிட்டால் தளம் இல்லாமல் போய்விடும் தர்ணையில் உலகம் ஒட்டுமொத்தமாக மாறிவிடாது ஓர் நொடியில் ஒவ்வொருவராக மாறத்தான் வேண்டும் மாறுவோம் மாற்றுவோம் மத வேறி இனவேறி ஜாதி வெறி மொழி வெறி பணவேறி போதை வெறி நிலவேறி நிறவெறி இவை எதுவும் இல்லாத மனிதர்களாய் மாறுவோம் வறுமையின்றி தீமையின்றி ஊழலின்றி பொய்மையின்றி கள்ளாமையின்றி இல்லாமயின்றி நோயின்றி சோம்பலின்றி இவை எதுவும் இன்றி நாம் நாட்டை வளர்ச்சி பாதையில் மாற்றுவோம் வாரங்களின் இந்திய இளைஞர்களே வலது இளைஞர் மனைவிகளாக